என் ஃப்ரெண்டு ஒரே பொண்ண நாலு வருஷமா லவ் பண்றான் எப்படி ஒரே பொண்ண நாலு வருஷமா லவ் பண்ற அப்படின்னா இல்லாமச்சான் தப்பு செஞ்சா உடனே போய் அவள் மன்னிப்பு கேட்டு விண்டா அப்படின்னா சரி அவ தப்பு பண்ண அப்ப நானே போய் கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு